வணக்கம் ஏதாவது பொதுவாகவே புத்திசாலித்தன அதிகம் புத்தி கூர்மை அதிகம் நல்ல ஆச்சாரமா இருப்பாங்க நீட்டா இருக்கணும்னு நினைப்பாங்க வீடு கூட சுத்தபத்தமா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க இந்த மூன்றாம் எண்ல பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களை விட இவங்க வந்து ரொம்ப சாஸ்திரம் சம்பிரதாயம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி வீடு மங்களகரமா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க அது லேடிஸா இருந்தாங்கன்னாக்கா ரொம்ப வீடு மங்களகரமா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க வீடு ரொம்ப நீட்டா இருக்கும் இதே ஜென்ஸா இருந்தாங்கன்னா ஏன் வீடு இப்படி இருக்கு வீட்டுல ஒய்ஃப் கிட்ட கேட்பாங்க கிளீன் பண்ணி வைக்க மாட்டீங்களா ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டேதான் இருப்பாங்க வீட்டில் ஏன்னா அவங்க எவ்வளவுதான் சுத்தப்படுத்தினாலுமே வந்து இவங்களுக்கு வந்து கிளீனிங் ஒர்க் வந்து அதிகமா பிடிக்கும் கிளீன் பண்ண சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு குப்பை கூட இருக்க கூடாது அப்படின்னு நினைப்பாங்க இந்த மூன்றாம் தேதி பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா படிப்புல வந்து ரொம்ப கெட்டிக்காருங்க நல்ல படிச்சு ஒரு மேன்மை நிலைக்கு ஒரு மேல்நிலைக்கு வருவாங்க அது இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஐடி ஃபீல்டா இருந்தாலும் சரி ட்ரிபிள் ஏ இந்த மாதிரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு அதில் நீங்கள் படிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இல்லை படிக்காதவங்க சில பேர் இருப்பாங்க ஏன்னா ஜாதக ரீதியா பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம்லாம் கெட்டு போயிருக்கோம் அதாவது அடுத்து படிக்கக்கூடிய உயர்கல்வி படிக்கக்கூடிய இடம் தான் இது இந்த இடம்லாம் கெட்டு போனால் அவங்களுக்கு வந்து நடுவில் வந்து பிரச்சனை உண்டாகும் படிப்புக்கு தடை உண்டாகும் கல்வி தடை ஏற்படும் அது ஜாதகத்தை பார்த்தா நம்ம இன்னும் அக்யூரட்டாக சொல்லலாம் அந்த மாதிரி ஜாதக ரீதியாக வந்து படிப்புல தடையா இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த மற்ற விஷயத்த கற்றுக்கணும்னு அந்த ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும் படித்தவங்க அதுக்கு அதுக்கு சம்மந்தப்பட்ட அதாவது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து பிடிச்சிக்கிட்டே மேலே வந்துடுவாங்க எப்படி வந்து சக்சஸ்ஃபுல்லாக வந்துடுவாங்க அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயம் வந்து அவங்க லைஃப்பில் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் என்ன மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னா அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் சாதனையாளராக வரக்கூடியவங்க தான் இந்த மூன்றாம் தேதி பிறந்தவங்க சாதனையாளர்னு சொல்லலாங்க இப்போ படிக்காதவங்களுக்கு நம்ம பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு படித்தவங்களுக்கு நான் சொல்லி முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் படிக்காதவங்களுக்கு நம்ம பார்க்கலாம் படித்தவங்க வந்து பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உயர ஆரம்பிக்கும் இந்த மூன்றாம் தேதி பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் நாலேஜாக நிறைய நிறைய கற்றுப்பாங்க மல்டிபிள் லாங்குவேஜ் கற்றுக்கிறது இந்த மாதிரி வந்து திறமை வந்து பலதரப்பட்ட திறமை வந்து அவங்க கிட்ட இருக்கும் அவங்க கிட்ட பேசும்போதே தெரியும் இவங்க இந்தளவுக்கு நாலேஜிபிளாக இருக்கிறாங்க அப்படின்றது அவங்க கிட்ட பேசும்போதே தெரிஞ்சுக்கலாம் அது மென்மையானவங்க எல்லாருக்கும் ஒரு ஃபிளெக்சிபிளா போகக்கூடியவங்க வந்து இந்த மூன்றாம் தேதி பிறந்தவங்க மூணு பன்னெண்டு இருபத்தி ஒண்ணு எல்லாம் பாத்தீங்கன்னா குருவோட நம்பருங்க குருவோட எண்ணன்னு சொல்லலாம் மூணு அப்படின்னாவே குரு பகவானோட அப்ப அதே மாதிரி நிறைய சம்ஸ்கிருதத்தை வந்து கத்துப்பாங்க சரியா நிறைய வந்து சான்ஸ்கிரிட் சம்ஸ்கிருதம் சான்ஸ்கிரிட் கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல சின்ன ஸ்கூல்ல இருந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்ல படிக்கிறதுல பிராமின் ஸ்கூல் இந்த மாதிரி படிக்கிறதுக்கு உண்டான ஆச்சாரமா படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இல்ல மதம் மாற்றி படிக்க கிறிஸ்துவ கிறிஸ்டின் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் அங்கே எப்படி ப்ரேயர் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இவங்க வீட்டில் வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து எந்த மதம் இருந்தாலும் சம்மதம் இருந்தாலும் வந்து எந்த மதம் இருந்தாலும் சரி நீங்கள் அந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் சின்சியராக இருப்பீங்க அதே மாதிரி ஆச்சாரமாகவும் இருப்பீங்க புத்தி கூர்மை அதிகம் நான் சொல்லிட்டேன் டேலண்டான பர்சன்னு உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே கோயில்கள் சில கோயில்கள் இருக்கும் நீங்க வந்து கோயில் எடுத்து கட்டக்கூடிய அமைப்பு உங்க ஜாதத்துல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கட்டுவீங்க ஏன்னா ஒன்பது குடைவனும் பத்து குடைவன் தான் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் அந்த ஒன்பது குடைவனும் பத்து குடைவனும் இணைஞ்சிருந்தாலோ இல்ல அதோடைய சாரம் வாங்கியிருந்தாலோ கண்டிப்பா வந்து கோயில் எடுத்து கட்டக்கூடிய அமைப்பு கும்பாபிஷேகம் எடுத்து நடத்தக்கூடிய அமைப்பு இயல்பாகவே இருக்குங்க இந்த மூன்றாம் தேதி பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா கோயில்களுக்கு வந்து ஏதோ ஒரு உதவி செய்வாங்க டைல்ஸ் வாங்கி கொடுக்கறது கிரானைட்ஸ் வாங்கி கொடுக்கறது சிலைகள் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயத்துல வந்து இவங்க ஆர்வம் காட்டுவாங்க கோயில்களுக்கு செய்யணும் அப்படின்னாலும் அன்னதானம் பண்றோம் மக்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இவங்கதான் முதன்மையா வந்து நிற்பாங்க பணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி இல்ல சாப்பாடா கொடுக்கறதா இருந்தாலும் சரி இவங்க முன்னணி நின்று அத வந்து நடத்துவாங்க அது எந்த நாளா சரி இவங்க வந்து செய்வாங்க எதுவும் பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க பேசுறது கூட வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் பேசுவாங்களே தவிர ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரியும் நெளிவு சுழிவா பேசி அவங்களுக்கு புரிய வைப்பாங்க எதிராளிக்கு வந்து புரிய வைப்பாங்க அந்த மாதிரி கேரக்டர் தான் மூணாம் தேதி பிறந்தவங்க எதுவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அவங்களுக்கு கொஞ்சம் சொல்ல கஷ்டப்படுவாங்க அதனால கொஞ்சம் நெளிவு சுழிவான சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா நிதானத்தோட கையாண்டு அதை வந்து எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லி அதை கரெக்ட் பண்ணுவாங்க வீட்டுல குடும்பத்திலே பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் இருந்துதான் அந்த பிரச்சனையை முடிக்க பார்ப்பாங்க அந்த மாதிரி கேரக்டர் தான் இவங்க நல்ல டேலண்டான பர்சன் இவங்க வீடு இவங்க வந்து மூணாம் தேதி பிறந்தவங்க வீட்டுல இருந்தாவே லட்சுமி கடாட்சம் சொல்லலாம் லட்சுமி கடாட்சம் இருக்கு எதனாலு பாத்தீங்கன்னா குரு பகவானே வந்துடுறாருங்க தட்சிணாமூர்த்தி சொல்லலாம் நவகிரகத்துல உள்ள குரு பகவான் தான் மெயினா நம்ம சொல்லணும் தட்சிணாமூர்த்தி அப்படின்றது குரு தான் இருந்தாலும் வந்து மங்களகரமா இருக்கும் அந்த வீடே வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷமா இருக்கும் மங்களகரமாக இருக்கும் மேலோங்கி போகும் அந்த வீட்டில் ஒரு நபர் வீட்டில் வந்து ஒருத்தர் வீட்டில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிறீங்க அப்படின்னா அதில் மூன்றாம் தேதி பிறந்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க மூலியமா வந்து அதிர்ஷ்டம் வளரும் வீடு வந்து நன்மை அடையும் அடுத்த அடுத்த டெவலப்மெண்ட் தெரியும் உங்கள் வீட்டில் வந்து வளர்ச்சி தெரியும் வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணக்கூடியது தான் இது அதே மாதிரி முயற்சி வளர்ச்சி முயற்சி பண்ணுவாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஃபேஸ் பண்ணி வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க முயற்சி எடுப்பாங்க அதை ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லா வருவாங்க இப்ப இந்த மூன்றாம் தேதியில படிக்காதவங்களுக்கு ஏன்னா படித்தவர்களுக்கு நான் சொல்லிட்டேன் இப்ப படிக்காதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களும் மிகப்பெரிய ஒரு டேலண்டான பர்சனா இருப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஆராய்ச்சி பண்ணி அதை முடிவெடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க தீர்க்கமான ஒரு முடிவாதான் இருக்கும் இவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் பாத்தீங்கன்னா தீர்க்கமான ஒரு முடிவா இருக்கும் மத்தவங்களுக்கு நன்மை அடிக்கிற முடிவாதான் இருக்கும் கிராமத்து கோயில் ஏதாவது இருந்தது அப்படின்னா கிராமத்துல வந்து கோயில்கள் எடுத்து நடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க கோயில் தர்மகத்தாவா இருப்பாங்க வந்து ஆலோசனை பண்ணி சில விஷயங்கள்ல இவங்க கிட்ட கேட்டுட்டுதான் முடிவே எடுப்பாங்க அதாவது கிராமப்புறத்துல சொல்றேன் படிக்காதவங்களா இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்க திறமையை வளர்த்திப்பாங்க அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பொதுவான சில விஷயங்கள் நியூஸ் பார்க்கறது நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லை சோசியல் மீடியாவை பார்க்கறது இந்த மாதிரி வந்து சில விஷயங்களை வந்து தானாகவே அவங்க தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவாங்க அதே மூலிமா நிறைய விஷயங்களை கற்றுக்கவும் செய்வாங்க அவங்க தொழில அவங்க ஸ்டாண்டர்டாக இருக்கணும்னு நினச்சி நிறைய விஷயங்களை கற்றுப்பாங்க படிப்பு ஒன்று தான் இருக்காது ஆனால் திறமையானவங்களா இருப்பாங்க புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் நல்ல டேலண்டான பர்சனாக இருப்பாங்க இந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே போகலாங்க அதிர்ஷ்டமானவங்கன்னு சொல்லலாம் இன்னும் தேதி பிறந்தவங்க மூணு பன்னெண்டு இருபத்தி ஒண்ணு அதிர்ஷ்டமான ஒரு தொழில் வந்து அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு ஏன்னா இவங்களுடைய பெயர் எண்ணம் பாக்கணும் இவங்களுக்கு பெயர் எண்ணம் மூணா அமைஞ்சிட்டு அமைஞ்சிருச்சு அப்படின்னா இன்னும் வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க தொழில் மாற்றங்கள் தொழில் முன்னேற்றங்களை வந்து இவங்க பார்க்கலாம் மூன்றாம் எண்ணில் வந்து இவங்க பெயர் அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் சொல்லலாம் மூன்றாம் எண்ணில் கோவப்படுறாங்க ராகு இருக்குங்க லக்னத்தில் செவ்வாய் இருப்பாங்க இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள்ல ராகு கேது செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் வந்து லக்னத்தில் போய் உட்கார்ந்து அப்படின்னா கொஞ்சம் கோவப்படுவாங்க முன்கோபம் ஜாஸ்தியா இருக்கும் பேசுவாங்க எப்படி அத டீல் பண்ணணும் அந்த அளவுக்கு அவங்க பொறுமசாலியா இருந்து கரெக்டா டீல் பண்ணி முடிப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இவங்களை கேட்கலாம் அதே மாதிரி படிக்காதவங்களுக்கு தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் படித்தவர்களுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்னு முப்பதாம் தேதி பிறந்தவங்க முயற்சியிலையும் அவங்க கடின உழைப்பாளையும் ஒரு சோம்பேறியா இருக்கிறது இந்த மாதிரி விஷயம் வந்து அவங்களோட லைஃப்ல இருக்காது சப்போஸ் சோம்பேரியா இருக்காங்க சனியா இருக்கும் இல்ல லக்னத்தில் சனி பார்வையா இருக்கும் ரொம்ப ஸ்லோவா செய்வாங்க ரொம்ப நிதானமா செய்வாங்க ஒரு விஷயம் எடுத்தாவே ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியா இருக்கும் ரொம்ப லேட் ஆகும் எப்பவுமே இருக்கும் மரத்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த லக்னத்துல சனி இருந்தாலும் லக்னத்தை சனி பார்த்தாலும் உங்களுக்கு மூன்றாம் என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா கூட்டு எண் நல்லபடியா அமையணும் அப்போதான் இந்த ஆப்டர் ஃபார்ட்டி இயர்ஸ் ஆப்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து நன்மையா நடக்கும் அதாவது மனக்கவலைகள் மேல கண்டிப்பா உண்டாகும் இதே சுபர்களுடைய நம்பர் வருது அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது உதாரணத்துக்கு ஒன்னு ரெண்டு மூணு இதெல்லாம் இருக்கலாம் அஞ்சு ஆறு இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒன்போது கூட இருக்கலாம் இந்த கூட்டியன் வந்து இந்த மாதிரி நம்பர் வருது கூட்டியன் வந்து கூட்டுங்க அதாவது மூணு எந்த மாதம் பிறந்தீங்க எந்த வருடம் பிறந்தீங்க அது எல்லாத்தையும் கூட்டி ஆட் பண்ணி போ எண்டில் என்ன வருது அப்படின்றத பாருங்க அந்த நம்பர் வந்து உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கணும் உங்களுடைய உங்களுக்கு ஃபேவரபிளா இருந்து உங்களுடைய பெயர் இன்னும் கரெக்டா இருக்கணும் அமைஞ்சுது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லா நீங்க வருவீங்க அதே மாதிரி கணக்கு இருக்கு அதுபடி பண்ணீங்கன்னா அப்படின்னா வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி தான் கிடைக்கும் இயல்பாவே உங்களுக்கு தெரிய வரும் எனக்கா நீங்க சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் தெரிஞ்சவங்க ஜோதிடத்துல பல ஆராய்ச்சி பண்றவங்க இந்த மூன்றாம் தேதி பிறந்தவங்க எல்லாம் ஜோதிடத்துறையிலும் ஆராய்ச்சி பண்ணி பெரிய அளவுக்கு இருக்கிறவங்களும் அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கை வந்து மாறும் ஏன்னா பிரச்சனை நீங்க சொல்றதுக்கும் என் வாழ்க்கையிலும் நிறைய வேறுபாடு இருக்குங்க நீங்க சொல்ற விஷயம் எதுவுமே என்னோட வாழ்க்கையில பொருந்தல அப்படின்னு சில பேர் இத பாத்துட்டு இருப்பீங்க இதனை கேள்வியும் கேட்கலாம் என்கிட்ட கமெண்ட் செக்ஷன்லையும் இருக்கு கமெண்ட் பண்ணுங்க தப்பு இல்லை இது டோட்டலாக மாறுது அப்படின்னா தப்பா இருக்கும் உங்களை பெயர் வச்சு கூப்பிடுற அந்த ப்ரொனன்சியேஷன் அதோட கூட்டு எண்ணும் தப்பா இருக்கும் ஏன்னா அந்த விஷயமும் நம்ம பார்க்கணும் நம்ம அதை பார்க்காத அவசரப்பட்டு நம்ம வந்து இந்த தேதியை வச்சு மட்டுமே நம்ம முடிவு பண்ண முடியாது உங்களுடைய பெயர் எண் என்ன நம்பர்ல இருக்கு அந்த என்ன வந்து நீங்க கூட்டி பாருங்க பெயரோட நம்பரை வந்து நீங்க கூட்டி பாருங்க அப்ப கூட்டி பார்க்கும் போதுதான் உங்களுக்கு வளர்ச்சியா வீழ்ச்சியான் தெரியும் சம்பந்தப்பட்டுதான் பேசிட்டு இருக்கேன் வீழ்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னா பெயரின் சரியா அமையாத இருக்கும் சைன் சிக்னேச்சர் சரியா போடாம இருப்பீங்க பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் கண்டிப்பா அனுபவிப்பீங்க எதனால அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் சில மாற்றங்கள் எல்லாம் பண்ணும் போதுதான் உங்களுக்கு மாறும் அதே மாதிரி போன் நம்பர்லயும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு போன் நம்பர்லயும் வந்து சில சேஞ்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு லெவல் கண்டிப்பா வந்து மாறும் உங்களுடைய தொழில் அமைப்பும் சரி உங்களுடைய கூட்டு தொழிலா இருந்தாலும் சரி சுய தொழிலா இருந்தாலும் சரி இல்ல நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்த ப்ரமோஷன் கிடைச்சி நீங்க போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மூன்றே மாதத்துல வேலை செய்யும் செல்போன் நம்பர் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து மாற்றக்கூடிய விஷயங்கள் என்னன்னா பெயரின் மாத்திக்கோங்க சிக்னேச்சர் மாத்துங்க போன் நம்பர் மாத்துங்க அடுத்து வண்டி எண் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வண்டி எண்ணும் மாத்ததுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு அப்படின்னா கட்டாயம் நீங்க ஜெயிப்பீங்க இயல்பாவே சில பேருக்கு அமைஞ்சிருங்க ஏன்னா பூர்வ ஜென்ம கர்மா அப்படி பூர்வ ஜென்மத்தில் நிறைய புண்ணியம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இயல்பாவே வந்து இப்பிரவியில அவங்களுக்கு எல்லா எண்ணுமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் பார்க்கும் போது எல்லாமே டிகா இருக்கும் எல்லாமே கரெக்டா இருக்கும் இந்த சைன்ல மட்டும்தான் கொஞ்சம் மாத்திர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் மற்றபடி இவங்க லைஃப்ல வந்து மேஜர் பார்ட் வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது வாய்ப்பே இல்ல இன்னும் இவங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரிய வரும் அதனால இந்த விஷயம் நீ உக்காந்து பொறுமையா நிதானமா உக்காந்து எழுதி பாருங்க உங்க பேர் வந்து எழுதி இன்சியலோட எழுதி கூட்டியன் என்ன வருதுன்னு பாருங்க உங்க டேட் ஆஃப் பர்த் போட்டு வருது இந்த மாதிரி விஷயத்துல மாற்றும் போதுதான் டெவலப்மெண்ட் கிடைக்கும் இல்லைன்னா பெரிய பிரச்சனைகளை சந்திச்சு வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய காலகட்டமா அமையும் அதனால நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு சொல்லி தரவே தேவையில்லை நீங்க நிறைய விஷயங்கள வாழ்க்கையில அனுபவப்பட்டு நிறைய பாடங்கள் கத்துக்கிட்டு நீங்க அதுக்கப்புறம் வந்து வெற்றி அடையக்கூடிய நம்பர் தான் இது ஆனா உங்களுக்கு சொல்லி தர அவசியமே கிடையாது இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பெயர் என்னெல்லாம் கொஞ்சம் கவனமா கவனம் செலுத்துங்க மத்தவங்க உங்களை என்ன பேர் வச்சு கூப்பிடுறாங்க ரெண்டு பேர் இருக்கும் ரெண்டு பேர் இருந்ததுன்னா ஒரு பேர் கூப்பிடுவாங்க இப்ப உதாரணத்துக்கு ரோபோ சங்கர் அப்படி நம்ம எடுத்துக்கணும்னா ஷங்கர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க இல்லை ரோபோ அப்படி கூப்பிடுவாங்க ஏதோ ஒன்று ஒரு பெயர் வச்சு கூப்பிடுவாங்க அப்ப அந்த பெயர் என்னுடைய என்ன நம்பர் வருது அந்த நம்பர் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கா உங்க ஜாதகத்துல அந்த நம்பர் கரெக்டா இருக்கா கிரகங்கள் கரெக்டா இருக்கா சுக்கரனோட நம்பர்னா அந்த சுக்கரன் கரெக்டா அமைப்புல இருக்கிறாரா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் டேட் ஆஃப் பர்துலையும் கரெக்டா அந்த அமைப்பு இருக்கான்னு பார்க்கணும் இதெல்லாம் பார்க்காத நம்ம ஏனோ தவணை வச்சுதான் நிறைய நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு வரோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது விஷயங்கள் தெரிந்து கொள்ள ஜீவன் எனர்ஜி ஹீலிங் தரப்பிய கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்